என்னடா பெட்ரோல் பாட்டில 20 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுங்க. என்னது 20 ரூபாய்க்கு பெட்ரோல் வேணுமா? 20 ரூபாய்க்கு அங்க வண்டிக்க காத்து அடிக்குறாங்க காத்து அடிச்சிட்டு போ. அண்ணா அவன் தெரியாம கேட்டுட்டானே. இந்த பாட்டில 30 ரூபாய்க்கு எவ்வளவு நிரப்ப முடியுமா? அவ்வளவு நிரப்புங்க அண்ணா. என்னது 30 ரூபாய்க்கு வேணுமா? வேணும்னா அந்த பாட்டில் மூடிய மட்டும் கழட்டி கொடு. ಅದல நிரப்பி தர. ஏய் என்னடா லிட்டர் 100 வாணா அப்புறம் எப்டி நம்ம எல்லாம் ஊர் சுத்த முடியும் நல்ல வேளைடா நம்ம மொபைலுக்குலாம் பேட்டரி போடுற மாதிரி வச்சிருந்தாங்க பெட்ரோல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நிலையம் எல்லாம் என்னடா இருக்கும் டே ஒரு வழி பண்ணுவாமாடா யூடியூப் பாத்து பெட்ரோல் எப்படி சேரன்னு பாத்து செஞ்சு பாப்பமாடா நல்ல ஐடியாடா வாங்கடா போய் செஞ்சு பாப்போம் ஹலோ வணக்கம் சார் நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் நீங்க பைக் வச்சுருக்கீங்கல்ல புதுசாக நாங்கள் பெட்ரோல் லோன்னு ஒன்று கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் பெட்ரோல் லோன் போட்டுக்கிறீங்களா யாரும் என்ன சொல்கிறாங்க என்னடா சொல்றாட்டுல இருந்துச்சு இட்ல என்ன உண்டடா கேட்டிங்க பைக் எல்லாம் கேக்கலடா என்னன்னா சைக்கிள் வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு ஏன்டா இல்லடா பெட்ரோல் ஊத்திற நேரையில வண்டிக்க பெட்ரோல் போட முடியадேனே சைக்கிளாவே வாங்கி கேட்டிட்டார் அது ஒன்னல்லடா போற போக்க பார்த்தா நடவண்டி தான் கேட் பழகணும் போல இருக்கு அதுதான்டா போற போக்க பார்த்தா அப்புற தான் நடக்கும் போல இருக்கு பெ